அஸ்லாம் வலைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பற்றி இருபத்தி நாலாவது நாளாக இன்றும் சில செய்திகள் சாதாரண குடிமக்களுக்கு கிடைப்பதை விட அதிபர் என்பதற்காக அதிகப்படியான எந்த மரியாதையையும் அவர்கள் பெறவில்லை உதாரணமாக ஒரு ஹதீசை நாம் தெரிந்து கொள்ளலாம் நபி அவங்க ஹஜ்ஜு பயணம் செய்தபோது குடி தண்ணீர் விநியோகிக்கப்படும் தண்ணீர் பந்தலுக்கு வந்தாங்க எனக்கு குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு அங்கே கேட்டாங்க அதனுடைய பொறுப்பாளராக நபியின் பெரிய தந்தை அப்பாஸ் ரதியுல்லாஹோ அவங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க அவர் தனது மகனை அழைத்து தனது இளைய மகனுடைய பெயர் ஃபதூலு ஏ ஃபதூல் அப்படின்னு ஹதரத் அப்பாஸ் ரதியுல்லாஹு அன் கு அவங்க அழைத்தாங்க அழைத்துட்டு நீ வீட்டுக்கு போய் உன் அம்மாட்ட நாயகத்துக்காக குடிக்க தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க உடனே நாயகம் செல்லாலே செல்லம்பவங்க இங்கே இருக்கிற தண்ணியை தாங்கன்னு கேட்டாங்க அல்லாவின் தூதரே இதில் மக்கள் தங்கள் கைகளை போட்டுள்ளார்கள் கையை முக்கியிருக்காங்க அதனால் வீட்டில் கொஞ்சம் நல்ல தண்ணி இருக்கு அதை வேணால் வாங்கிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லவும் இல்லை பரவாயில்ல நான் இதையே குடிக்கிறேன் அப்படின்னு அங்கே கேட்குறாங்க அப்போ அங்கே இருந்த தண்ணி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லாஹின் பெயரை சொல்லி குடித்தாங்க பிறகு புனிதமான ஜம்சம் கிணற்றுக்கு போனார்கள் அங்கே சிலர் அந்த கிணற்று நீரை மக்களுக்கு கொடுத்து கொட்டிருந்தாங்க வழங்கிக்கிட்டு இருந்தாங்க அது தொடர்பான பணிகளில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க அவர்களை பார்த்து இந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள் நீங்கள் சிறப்பாக பணி செய்கிறீர்கள் நானும் இப்பணி செய்வதால் நீங்கள் எனக்காக ஒதுங்கி கொள்வீர்கள் என்ற அச்சம் இல்லாட்ட நானும் இந்த கிணற்றில் இறங்கி தண்ணியை எடுத்து மக்களுக்கு நான் விநியோகம் செய்வேன் இது ஒரு சிறப்பான பணி மக்களுக்கு தாகத்தை தீர்ப்பது சாதாரண பணி அல்ல அப்படின்னு சொன்னதாக புகாரியில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி கூறப்பட்டிருக்கு நபியோங்க தமது வாழ்நாளில் கடைசியில்தான் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றினார்கள் இந்த காலத்தில் மிக சாம்ராஜ்யத்தை அவர்கள் உருவாக்கி நிறைவு செய்திருந்தார்கள் தாகம் ஏற்பட்டால் எந்த மன்னரும் குடிதண்ணீரை தேடி போக குடி தண்ணீர் அவரை தேடி வரும் ஆனால் நாயகம் அவர்கள் மற்றவர்கள் தண்ணீர் அருந்துகின்ற பந்தலுக்கு சாதாரணமாக வருகிறார்கள் மற்றவர்கள் அருந்துகின்ற அதே தண்ணீரை தமக்கு தருமாறு கேட்கிறார்கள் தமது பெரிய தந்தையின் வீட்டிலிருந்து நல்ல தண்ணீர் பெற்று குடிப்பது யாராலும் பாரபட்சமாக எடுத்து கொள்ளப்படாது ஆனாலும் மக்கள் எந்த தண்ணீரை குடிக்கிறார்களோ அதையே பருகுவதில் பிடிவாதமாக இருந்து குடித்தார்கள் பலது கைகள் எந்த தண்ணீரில் பட்டுள்ளது என்ற காரணத்தை கூறிய போதும் அதே கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அதை குடித்தார்கள் என்றால் மக்களிடத்தில் எவ்வளவு எளிமையாக சாதாரணமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றன நாளையும் இன்ஷா அல்லா தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும்